அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியில் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதீசங்களும் அவங்களுக்குண்டான கர்ம பதிவு என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையானவங்க அமைதியானவங்க சாமர்த்தியசாலி அமைதியாக இருந்து எல்லா விஷயத்தையும் வெற்றி காணக்கூடியவங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அட்மயர் பண்ணுறவங்க அதாவது ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு விஷயம் அவங்களுடைய உடல் அமைப்புலையும் சரி அவங்களோட முக அமைப்பிலையும் இயற்கையாகவே இருக்குது அதாவது ஈர்ப்பு விதி எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம பிரபஞ்சத்தில் சீக்கிரட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிரபஞ்சத்தில் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அது மாதிரி இவங்க கிட்ட ஒரு விஷயம் வந்து ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இவங்க இவளுடைய உடல்லே இருக்கும் அதாவது அமைப்பு கண்களாகட்டும் முகவா முகங்கள் ஆகட்டும் அவங்க பேசக்கூடிய விஷயத்தில் ஆகட்டும் அது வந்து எல்லாத்தையும் அட்மையர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடிய விஷயம் இயற்கையாகவே இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது அதாவது ரிஷபராசியில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது இயல்பாகவே இருக்குது அது இவங்க வந்து என்னென்ன விருப்பப்படுவாங்க என்னென்ன கலை சார்ந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த தான் கண்டிப்பாக இருப்பாங்க அது சினிமா ஃபீல்டாகட்டும் அதாவது பியூட்டிஷியனாக இருக்கட்டும் கற்பனை உலகம் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கற்பனை திறனையும் அதிகமாக இருக்கும் அதிகமாக ஈர்ப்பு விதி அதிகமாக இருக்குது இவங்களுக்கு இவங்களுடைய உடலில் நான் சொல்லியிருக்கேன் அதிகமாக வந்து இவங்க கலைநயம் கொண்டவங்க இவங்க அதாவது பரதநாட்டியம் ஆகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக கற்றுப்பாங்க பல வித்தைகளை கற்றுக்கக்கூடியவங்க பல திறமையான விஷயங்களை வந்து கற்று வச்சுக்கிட்டு அதை வந்து சாமர்த்தியத்தனமாக வந்து தொழிலில் வச்சு அவங்க வின் பண்ணக்கூடிய சாமர்த்தியசாலினும் சொல்லலாம் அமைதியாக இருந்து ஒரு விஷயத்தை வெற்றி காணக்கூடியவங்க வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுடைய பக்ஷி அதெல்லாம் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் விருட்சம் மிருகம் இதெல்லாம் வந்து கடைசியாக உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் சொல்ல போகிறேன் அது கவனமாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்போ தான் உங்களுக்கு முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் இதுக்குண்டான விஷயங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க எப்படிலாம் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் என்னெல்லாம் விஷயங்கள் நான் சொல்லுவேன்னா சில ஹிண்ட்டெல்லாம் சொல்லுவேன் அது கண்டிப்பாக வந்து அதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வரும்போது மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவீங்க சரிங்களா இப்போது பிறந்ததுலேருந்து பார்க்கலாம் நீங்கள் பிறக்கும் வந்து சந்திர திசையில் தான் பிறப்பீங்க அதாவது ரோஹிணி நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா சந்திரன் அதிபதி ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி சந்திரனோ சுக்கரனோ உங்களுடைய ராசி கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அதாவது உங்கள் லக்னாதிபதி அதாவது நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னமாக இருந்து சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாங்கனாவே நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய விஷயத்தில் இருப்பீங்க இயல்பாகவே நீங்கள் அழகு தான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் சந்திரனோ சுக்கரனோ உங்களுடைய லக்னாதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெறும்போது நீங்கள் மிக அழகாகவும் கலராகவும் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதாவது அந்த வந்து உங்களுடைய அமைப்புலே இருக்கும் உங்களை லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணுவாங்க நீங்கள் அமைதியாக இருப்பீங்க உங்கள் வேலையை பார்த்து செய்வீங்க ஆனால் வந்து உங்களை இலகண மனசு யாராவது விரும்புகிறாங்க அப்படின்னாவே டக்குன்னு நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சுருவீங்க மனசு அந்த மாதிரி இலகண மனசுன்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் பிறக்கும் போதே சந்திர திசையில் தான் பிறப்பிங்க ஒரு பத்தாண்டு காலம் முதல் பத்தாண்டு காலம் வந்து சந்திர திசை தான் அது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் மிக மேன்மைக்குரிய திசையாக இருந்திருக்கும் உங்கள் தாய் தந்தைக்கு ரொம்ப ரொம்ப மிக சிறந்த திசையாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருடம் வந்து செவ்வாய் திசை அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் பத்து வயசுலேருந்து அதாவது பதினேழு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகக்காரர் தான் அதனால் நிறையா விஷயங்கள் வந்து யோகத்தை கொடுக்கறது உங்கள் குடும்பத்துக்கு வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது நீங்கள் சிறு வயசுலேயே இருக்கும்போது நீங்கள் கிடக்கும் இந்த திசையை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஸ்டடீஸில் இருப்பீங்க படிச்சிட்டு இருப்பீங்க நிறைய ஆனால் படிப்புக்கு தடை ஏற்படும் நிறைய போராட்டங்கள் இருக்கும் உங்கள் சின்ன வயசுலேயே ஆனால் அதெல்லாம் தடையெல்லாம் மீறி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த பதினேழு வயசுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தைக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இடமோ இல்லை வீடோ கண்டிப்பாக அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை பூர்வீக சொத்து இருந்தாலும் அவங்க கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்த பதினேழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு திசை கடுமையான போராட்டங்க பதினேழு வயசுலேருந்து தான் உங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட்டு அப்போ தான் நீங்கள் டிகிரி பண்ண போகிறீங்க அடுத்த லெவல் பண்ண போகிறீங்க அடுத்த கல்யாணம் பண்ண போகிறீங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் நீங்கள் செட்டில் ஆகிற டைமு அந்த டைம்லேயே ராகு திசை வருது ராகு திசை வந்தவுடனே பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலகியலாம் மாறும் நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்காதுங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர் ஆகும் இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது மன வாழ்க்கை சரியாக அமையாது உங்களுடைய கணவரோ இல்லை மனைவியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமையாகவோ உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதாவோ உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் ஒத்து போகிற மாதிரியோ இருக்காது மோஸ்ட்லி அமையாது ஆனால் பார்க்கணும் ஜாதகத்தில் இருந்தாலுமே அந்த மன ஒற்றுமைன்றது கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு இந்த ரோகினி நட்சத்திரக்காரங்களுக்கு மன வாழ்க்கையை சொல்கிறேன் இந்த ராகு திசை நடுவில் வரதுனால அந்த மன வாழ்க்கைன்றது உங்களுக்கு பிடிச்ச மன அது அமையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கிடக்கணும் இந்த டைமில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போகணும் சக்சஸ்ஃபுல்லாக முடியணும் என்னோடய பிஸ்னஸ் நல்லா வரணும் நீங்கள் நிறைய பியூட்டிஷியனையோ இல்லை சினிஃபீல்டுலையோ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நிறையா போராட்டங்கள் இருக்குங்க அதை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் போராடி தான் ஜெயிப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜெயிக்கணும்னு ஜெயிக்க முடியாது போராட்டம் முடிஞ்சு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க எப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பத்தி வயசு வரைக்கும் குரு தசைங்க ஃபஸ்ட் கிளாஸான திசை அந்த டைமில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய திசைகள் 35 வயசுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு வயசுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிடுவீங்க குரு வரதுனால உங்களுக்கு அட்டகாசமான திசை அதெல்லாம் யோகமான திசைன்னு சொல்லலாங்க இந்த ராகு திசையில என்னென்ன கஷ்டங்கள்னா நீங்க கேட்க முடியாதது பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நீங்க பாப்பீங்க உங்களுடைய கணவரோ இல்ல மனைவியோ வந்து இல்லீகல் அஃபேரோ இல்ல இல்லீகல்ல கான்டாக்ட்ல இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய தருணங்கள் அதெல்லாம் மன மன வாழ்க்கையும் சரியில்லை அப்பா அம்மா வீட்லேயும் அவங்களுக்கும் பிரச்சனை நம்ம எங்கே தான் போகிறது நம்ம வாழ்க்கை நான் இவ்வளோ போராட்டமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் போயிட்டுருக்கோம் உங்கள் பிள்ளைகளோ உங்களுக்கு பிள்ளைகளுக்கோசம் தான் நீங்கள் வாழ்வீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த ராகு திசையை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தசையை கடந்த குரு தசைக்கு வந்துட்டாவே நீங்கள் அட்டகாசமாக இருக்கும் தசை கவலையைப்படுத்த விட செட்டில் ஆகக்கூடிய டைம்னு நினச்சிக்கோங்க இந்த பதினெட்டு ஆண்டுகள் வந்து ஒரு போராடி ஜெயிச்சு வரக்கூடிய காலகட்டம் அந்த பதினாறாவது வருஷம் அதாவது முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தி வயசு வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமான திசை நீங்கள் எது தொட்டாலும் பொண்ணாகும் நீங்கள் எது செஞ்சாலும் வின் பண்ணி தான் அது வெளியே வருவீங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்குங்க அது வந்து அட்டகாசமான டைமு இருந்தாலும் உங்கள் ஜனகால ஜாதத்தை பார்த்து உங்கள் லக்கணத்துக்கு அது என்ன திசை குருதசை வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கா இரண்டு குடியே தனஸ்தானதிபதி குடும்பஸ்தானாதிபதி தசை நடக்குதா ஏழு குடிய களத்தரஸ்தானாதிபதி தசை நடக்குதா பாக்யஸ்தானாதிபதி தசை நடக்குதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும் நான் ஜென்ரல் கான்செப்டா சொல்லிட்டு வரேன் இருந்தாலும் உங்க ஜனநகால ஜாதத்தை பார்த்தா மட்டும் இன்னும் அக்யூரேட்டா நம்ம இந்த தசைகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா முடியும்னு நம்ம சொல்லலாம் ராகுதசை ஜென்ரலா யாருக்குமே சரியில்லை அப்படின்னு நான் எதனால சொல்றேன் அப்படின்னா கருமா தசை ராகு திசை கேது திசை சனி திசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருமாக்கள் கொடுக்கக்கூடிய திசை அது நம்ம வந்து முற்பிறவில செஞ்ச பாவ புண்ணியத்தை தான் நம்மளுக்கு இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் வந்து அதை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும் அதுக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அது ஆனால் அது என்ன சாரம் வாங்கியிருக்கா அதையும் நம்ம பார்க்கணும் ராகுவோ கேதுவோ சனியோ வந்து உங்களுடைய ஜாதகப்படி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கறது தான் தான் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு திசை குரு திசை அட்டகாசமான திசை சாதிச்சுடுவீங்க ஐம்பத்தி ஒரு வயசில்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து எழுவது வயசு வரைக்கும்ங்க சனி திசை அது கருமாவை கொடுக்கக்கூடிய திசை நான் சொல்லிட்டேன் முட் ஜென்மத்தில் உள்ள கருமாவை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க இந்த ஜென்மத்தில் பண்ணதே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை முட் ஜென்மத்தில் பண்ணதெல்லாம் என்னங்க ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக அது உண்மை சனி திசையில் நிறைய போராட்டங்கள் தான் போராட்டங்கள் தான் போர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வம்பு வழக்கு கண்டிப்பாக இது வந்து நீடிக்கும் பெரியவங்க வீட்டில் காலமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி திசையில் தான் நடக்கும் கொஞ்சம் வருத்தமான விஷயங்கள் தான் ஐம்பத்தி ஒரு வயசுலேருந்து எழுவது வயசு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் தான் பாதி வருஷம் ஸ்ட்ரகிளில் பாதி காலம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுவது வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பூர்த்தி எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி புதன் திசை அட்டகாசமான திசை உங்களுக்கு அதனால் எல்லா இதுவுமே நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டோம் நிறைய விஷயங்கள் வந்து பூர்த்தி பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டோம் முடிச்சிட்டோம் நம்மளோட காலகட்டம் அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் நோக்கி தான் போகுது அப்படின்னும் ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் அது அதே மாதிரி க கர்மப்பதிவுன்னு சொன்னேன் உங்களுக்கு ரோஹி நட்சத்திரத்துக்கு கர்மபதிவு வந்து புதனோட தோஷம் பெற்றுருக்கு ரோகிணி நட்சத்திரம் லக்கன புள்ளியாகவும் லக்னாதிபதியாகவும் இருந்தால் புதன்தோஷம் அது திருட்டு கல்யாணம் இதெல்லாம் பண்ணுவீங்க கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதில் ரொம்ப நாலேஜ்லாம் இருப்பீங்க அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் பயங்கர நாலேஜாக இருப்பீங்க தனித்தன்மை கொண்டவர் அமைதியாக இருப்பீங்க காரியத்தை சாதிச்சிருவீங்க அந்த மாதிரி ஆனால் நிறைய கல்வி தாதம் கல்வி தடை இதெல்லாம் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் படிப்பீங்க மீடியாவில் இருப்பீங்க மாஸ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனில் இருப்பீங்க அதே சமயம் வந்து எழுத்தாற்றல் மிக்கவங்க இவங்க நீங்கள் பத்திரிகையாளராகவும் இருப்பீங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீமன் விக்ரமாதித்தன் ஆரியபட்டா விகடகவி தென்னாலிராமன் சாணக்கியன் பிறந்த நட்சத்திரம் தான் ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் லக்னவோ இல்லை லக்னாதிபதியோ பிறந்திருந்தா இந்த அமைப்பு தான் கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் நடக்கும் அப்போ காளி தெய்வத்தை கும்பிடுங்க காளியம்மனை அதிகடி அதிகமாக கும்பிடணும் ஏன்னா பிளாக் மேஜிக் உங்களோட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வச்சுருப்பாங்க பிளாக் மேஜிக் வச்சுருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது உங்களுக்கு நெகட்டிவான சில விஷயங்கள் மறைமுகமாக செய்வாங்க அது உண்மை ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு புறாமைப்படுறது உங்களுடைய டேலண்ட்டை பார்த்து புறாமப்படுறது நிறையா இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு பிளாக் மேஜிக் செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் காளியம்மன்னு வழிபாடுங்க இதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சி வந்து யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியை நீங்கள் வளருவீங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது உங்களுக்குண்டான வந்து பார்த்திங்கன்னா பட்சி வந்து ஆந்தை ஆந்தை ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்க்ரீன் சே ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருட்சம் வந்து நாவல் மரம் தான் உங்களுக்கு நாவல் மரம் வந்து உங்களுக்கு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ இல்லை பொதுவான இடத்துலையோ நீங்கள் நட்டு வச்சிட்டு வாங்க அது வளர வளர உங்களோட வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஆந்தைனா மகாலட்சுமியோட அம்சம் நீங்கள் இயல்பு இயல்பாகவே நீங்கள் பிறந்தாலும் எங்கே இருந்தாலும் மகாலட்சுமியோட அம்சமாக இருப்பீங்க அது எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு நாகம்தான் வருது மிருகத்தில் நாகம் வருது அதனால் நீங்கள் நாகம் இருக்கக்கூடிய இடம் அதாவது விநாயகர் சுற்றி நாகம் இருக்குது இல்லைங்களா அது போய் வழிபாடு பண்ணலாம் புத்து இருக்கிற இடத்துல போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேன்மையை கொடுக்கும் அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும் என்னென்ன சாமி கும்பிடணும் அது எப்போ கும்பிட்ணும் எப்படி கும்பிடணுன்ட்டு கண்டிப்பாக புத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவு காலம் வெள்ளிக்கிழமையில் ராவு காலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள் ஆந்தை வந்து பகலில் பார்த்தா ரொம்ப விசேஷம் அது வெள்ளையாந்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் நிறைய சொத்துக்கள் செய்கிறோம் செல்வந்தராக இருப்பீங்க அதனால் அதை மறந்துடாதீங்க உங்கள் ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோங்க அது வெள்ளை ஆந்தையாக வச்சுக்கோங்க நீங்கள் நாவல் மரத்தை வந்து நட்டு வளர்த்திட்டு வாங்க இப்போ இனிமேலாத அது நீங்கள் வளர்த்திட்டு வந்தீங்கன்னா அதோட மேன்மை உங்களுக்கு கொடுக்கும் அது வளர வளர உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு நிறைய செய்ங்க அது ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க சொல்ல தேவையில்லை இருந்தாலும் வந்து இன்னும் அதிகப்படியான செய்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அது ஒரு விஷயம் இருக்குது அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பீங்க நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகுங்க நிறைய லவ் ஃபெயிலியர் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து லவ் பண்ணுவாங்க விரும்பும் உங்கள் வந்து உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க நீங்களும் மனசிறங்கி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிடுவீங்க அந்த வாழ்க்கையும் பிரச்சனையில் போய் முடியும் இந்த ராகு தான் மாட்டுவீங்க இந்த ராகு மாட்டும் போது அந்த மன வாழ்க்கையும் உங்களுக்கு சரியாக அமையாது அந்த வாழ்க்கையும் சரி நல்லா போயிட்டுருக்குன்னு பார்த்தா அந்த வாழ்க்கை இன்னும் வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்கள் ஹஸ்பண்டே வந்து தவறாக தவறு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரியெல்லாம் அமைப்பு இருக்குது இந்த ராகதிசையில் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக அந்த மன வாழ்க்கையை பாதிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஏழாம் இட எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா இது இன்னும் மைனியூட்டாக ஹஸ்பண்ட் எப்படி கேரக்டர்னு நம்ம சொல்ல முடியும் அக்யூரேட்டாக சொல்லலாம் இது பொதுவான கருத்து ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்த ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன லக்னம் லக்னாதிபதி எப்படி உங்கள் கணவருக்கு வந்து ஏழாம்னு கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குது அந்த கலத்திரஸ்தானாதிபதி யாரோட பார்வையில் இருக்குது சுபர்கள் பார்வையிருக்க இல்லை அசுபர்களுடைய பார்வையில் மாட்டியிருக்காரா அவர் நல்ல கேரக்டராக இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்ம கணிக்க முடியும் அக்யூரேட்டாக அடித்து சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதா தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் கண்டிப்பாக நான் பார்த்து சொல்கிறேன் சரிங்களா அதனால் கவனமாக ஜாதகம் எடுத்து பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க அவசரப்பட்டு எதுவுமே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க சரிங்களா ஆனால் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அது உறுதி உறுதி உறுதி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்